வருங்கால தலைமுறைகளின் எழுச்சி நாயகன் செந்தமுழன் என் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஊர்கூடி தேர் எழுத்தால் தெய்வம் மகிழும் இந்த மதுரையில் கூடி நிற்கும் எம்முடைய புலிகள் படையினால் தமிழினம் வெல்லம் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது இனமானமாக கூடியிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் எனது புரட்சி வணக்கம் எது சமூக நீதி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஒரு தமிழ் சமூகத்தின் தனித்துவமிக்க அடையாளத்தை ஒரு தமிழ் சமூகத்தின் தனித்துவமிக்க வரலாற்றை அழிக்க துடிக்கும் இந்த நயவஞ்சக திராவிட புள்ள நெறி கூட்டத்தின் மத்தியில்தான் நாம் இந்த சமூக நீதியை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரம் நாலு நல்ல ரோஸ் கலர்ல இருக்கா பல இருக்கா காந்தி சிரிக்க இருக்கா நூறு உண்டான மதிப்பூ இது நூறு ரூபாய் என்று அதனுடைய தரத்தை அதனுடைய மதிப்பை சரியாக கணக்கிட தெரிந்து அவர்களுக்கு மனித குடிகளை எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்று இன்று தெரியாமல் போனதுதான் இந்த கேவல அரசு குமரி எச்சமான பகுதி குமரிக்கண்டத்தின் மிச்சம் எனது தீவு மண்டபம் பாம்பன் தங்கச்சிவனம் தொடங்கி ராமேஸ்வரம் தீவு இந்த தீவில் ஒட்டுமொத்தமாக மீனவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீனவர்களுக்கு இதுவரை இடஒதுக்கீடு கிடையாது பாட்டனும் அன்றில் இருந்து அறுபத்தி ஐந்து ஆண்டு கால திராவிடிக் கூட்டத்தில் கச்சத்தீவை இழந்ததுதான் மிச்சம் வேறொன்றும் இல்லை அந்த மண்ணின் மகளாக இன்று நான் சோதம் செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த திராவிட கும்பல் குள்ளன எனது மண்ணில் நகைச்சுவை நடிகர் மூத்த வடிவேல் அதே மாதிரி ஒரு சந்து என்ன பேசுவேன் வரலாற்று தமிழனுடைய நீங்கள் அழிக்கப்பட்ட எங்களுடைய அடையாளத்தை நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறேன் சீமானுக்கு நான் கொடுக்கிற வாக்கு நல்லா தெரிஞ்சுக்கோயில் யார் கட்டினா ராஜராஜ சோழன் என் பாட்டன் கட்டின அப்ப ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு என்ன சொல்றாரு டெல்ல தாஜ்மஹால் உலக அதிசயம்னா தஞ்சை பெரிய கோயில் உலக அதிசயமாக போற்றப்பட வேண்டும் உலக அதிசயங்களில் ஒன்றாக வந்திருக்க வேண்டும் என்று சொல்ற அடிக்கு அடி ஆராய்ச்சி சொல்றாரு சுத்தீலும் கோட்டை கருங்கல் கோட்டை கிராணை கல்லுகள் எல்லாத்தையும் எந்தவித விரிசல் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கட்டப்பட்ட கல்லுகள் ஒன்றிலாவது விரிசலை காட்டுங்கள் என்று சொல்கிறார் அப்பா, அதே அவன் ஒரு பச்சை தமிழன் அதே பச்சை தமிழன் தான் நாம் உயிரினும் மேலாக நேசிக்க கூடிய என்னுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மறவன் அவருடைய நீர்மூழ்கி கப்பல எவனாலும் கண்டுபிடிக்க முடியல விடுதலை இறுதி கட்ட போருக்கு பிறகு ஏனென்றால் தத்துருவமாக ஒரு டால்பின் மீனின் சுறா மீனின் ஒத்த வடிவத்தை அமைச்சிருந்தான் உலக நாடுகளை வியந்து பார்த்தது அண்ணன் எல்லா மேடைகளிலும் உலகுகிறார் நான் தலைவருடைய பிள்ளை நான் பிரபாகரன் பிள்ளை நானும் சொல்கிறேன் பிள்ளைக்கு தெரியும் பிரபாகரனை போன்று வியூகம் வைத்து எப்படி செயல்பட வேண்டும் என்று அண்ணனுக்கு தெரியும் நான் ஒரு பெண் இவங்களுக்குலாம் என்ன நடப்பு தெரியுமா பிரபாகரன் மறுபடியும் பிறந்து வர மாட்டார்னு நான் ஒரு பெண் நான் ஒரு பெண் என்று சொல்கிறேன் நான் செந்தமளன் என் அண்ணன் சீமானை பாரதியின் சாயலாக பார்க்கிறேன் அந்த பாரதியின் சாயலாக புதுமை கண்ட பெண்களாக நான் மகளிர்களை பார்க்கிறேன் அதே போலதான் எதிர்களுக்கு என் அண்ணன் பிரபாகரனை போன்று நான் தெரிவார் இது காலத்தின் கட்டாயம் என் மானத்தமிழ் உறவுகள் நல்லதாக தெரிஞ்சுக்கணும் அவர் இவருக்கு அரசியல் பேசல வருங்கால பிள்ளைகளுக்கு கூட அவர் தமிழின வரலாற்றை தமிழின அடையாளத்தை அவர் விதைத்திருக்கிறார் இனி வரும் பிறக்க போகும் குழந்தை கூட அவருடைய வரலாற்றை பேசும் சீமானிசம் பேசும் தமிழின வரலாற்றை பேசும் அந்த நெருப்பு தூண்டி விடுறதுக்கு தான் ஆளில் அமர்ந்துச்சு அவர் நம்முடைய நெருப்பை பச்ச அந்த பெரும் நெருப்பு உலக தமிழர்கள் அனைவரையும் ஒன்று கூடி அந்த எல்லாரையும் நம்முடைய எத நீதியோ அந்த நீதியை பெற்று தரட்டும் நம்முடைய குடிகளுக்கான அடையாளத்தை அது பெற்று தரட்டும் இறுதியாக சின்ன சின்ன தீக்குச்சீகள் சேர்ப்போம் தீவலத்து பார்ப்போம் விடியல்வர் முன்னேறி கொள்வோம் பொறுமை மீறும் போது புளியும் புழுவும் புலியாகும் குட்டுப்பட்ட கூட்டம் குனிந்த கதை போதும் பொறுமை மீறும் போது புழவும் புலி யாகம் வடக்கனே ஆரியனே திராவிடனே உண்மை கருவருக்காது, எம் நிலத்தில் இனி பருத்தி கூட வேடிக்காது நாம் தமிழர்